பாசம் இன்றைக்கு நான் பேச போது தலைப்பு எனக்கு பிடித்த அம்மா என்றும் தலைப்பில் பேச வந்துள்ளேன் பத்து நிமிடம் ஒரு சுமையை சுமந்தாலே பித்து பிடித்த போலாகிடும் எனக்கு ஓமை சொல்ல பொருள் இல்லாததால் இந்த உலகத்தை பூமி தாய் என்கிறோம் இதயம் வென்றுவிட்டான் ஒரு கவிஞன் காலை தினமுன் கண் விழ்த்தாள் அம்மா அன்பென்றார் நீ தந்த அன்பு கடைத்திருமா ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தாகத்துக்கு ஈடாகுமா நான் பட்ட என்றால் ஒரு மேலே நாம் எல்லோரும் அதில் நடிகர்கள் என்று சொல்கிறார்கள் நடிக்க தெரியாதே எல்லாவற்றையும் கடப்பட வந்து விட்டது வருந்தும் தால் பாசம் மட்டுமே தாயின் மடி போல் ஒரு சுருக்கம் இந்த உலகம் உண்டோ தாளாட்டே வெற்றி தனி பாடல் தானே ஒன்று உண்டோ பட்டினைய கடக்கும் தாய்க்கு விருந்து நிதி உதவி செய்யுங்கள் நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் கவினர் ஆனந்த பற்றியும் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பவழவிட கொண்டாட்டம் கவிதை போட்டியின் முதற் பரிசு பெற்ற கவிதையை நினைவுபடுத்தி பார்க்கிறேன் அதில் அம்மாவை தே சிரிதாக ஒரு கவிதை கேட்டார்கள் அம்மா என்று கேட்டது அம்மாவாக இருந்தால் இன்னும் சிரிதாக சொல்லி இருப்பேன் நீங்க நன்றி எனக்கு இந்த வீடியோவ்க்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சஞ்சல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் பெல் டக்கன கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்